மாத மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்துல இந்த காலையில இயர் ஆஃப் அரைசிங் என்ற தலைப்புல நாம் இந்த வருஷத்தை கொண்டாட போகிறோம் இந்த வருஷத்துக்கான தீம் விழிப்பு எ நாம் ஒவ்வொருத்தரும் பல நிலவரங்களில் விழிக்கவும் எழும்பவும் தேவன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உதவி செய்வாராக நம் மூல வசனத்தை வாசித்து அந்த கதையை சொல்லி நான் ஏற்கனவே இந்த அவுட்லை நியூ இயர்லியும் நான் உங்களோடு கூட ஜான் ஃபர்ஸ்டும் இந்த வார்த்தையை சொல்லிருக்கிறேன் பட் இன்னும் டீப் டைவ் பண்ணி நாம் இது சில காரியங்களையும் நாம் படிக்க போகிறோம் அதனால ஒவ்வொருத்தரும் கவனமாக கேட்டு இது செய்தியல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு வருகிறதான ஒரு வாழ்வியல் பாடமாக இன்றைக்கு இருக்கப் போகிறது ஏமனாலல்லையா அது மட்டுமல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இன்றைக்கு இந்த வார்த்தைகள் வெளிப்பட போகிறது நீங்கள் கருத்துடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற விதம் அந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியேட் செய்யக்கூடிய அதிகாரத்தை உண்டாக்குகிறது அதுவும்சனத்தை கொண்டாடுகிற ஒரு குடும்பமாக நாம் தேவன் நம்மளை எழுப்புகிறார் வாசிப்போமா நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இங்கிலீஷில் வாசிங்க lead away your captives, hallelujah! என்னென்ன பெயர் தெபோரால் பாட்டு பாடு எழும்பு பாராக்கே சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு நீங்கள் விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது நடக்கிற ஆசிர்வாதங்களை தான் இந்த கால வழியில் நான் உங்களுக்கு செய்தியாக கொண்டு வருகிறேன் அதுல முதலாவது நான் சொல்வதற்கு முன்பாக இந்த விழி எழும்பு அல்லது சிறையாக்கினவர்களை நம்மை இதுவரைக்கும் சிறைப்படுத்தினவைகளை அது உங்க வாழ்க்கையில எதுவன்னா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் நீங்கள் செய்த தவறுகளாக இருக்கலாம் ஞானம் இல்லாத காரியமாக இருக்கலாம் புத்தி இல்லாத காரியமாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் தோல்வியில் ஓண்டு போயிருக்கலாம் சோர்வாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த வருஷத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த சிறையாக்கினதை நாம் என்ன பண்ண போகிறோம் சிறையாக்கி கொண்டு போக போகிறோம் மேலேயா சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் சிறையாக்கினைகளை நடக்கும் எழும்புகிறவர்கள் படைத்திருக்கிறார் ஆனா என்னவோ தெரியல நாம் எந்த ஒரு கருத்துல தூங்குகிறவர்களாக மந்தமா இருக்கிறவர்களாக மாறிவிட்டோம் When we arise and awake again, the final benefit is, What can you do to your own? It can be a person. This is the only way you are living in the world. This is the only way you are living in the world. The only way you are living in the world. எல்லாமே நீ சிறைப்படுத்துகிற காலத்துக்கு வந்திருக்கிறேட் இது சொல்லி நான் When you are inspired, do that thing. Don't look for others to do the thing. You have to celebrate. Because you are taking the word into your life. Amen. Amen. Don't wait for others to... to do this thing and we are creating this culture we are creating this culture hallelujah we are creating this culture so i don't want to this bande ungalku urcha param marudi marudi solla koda nammude sunday when it comes to the word of god be ready to accept with a full full attitude best attitude la Hallelujah. Hallelujah, because today, again, I am going to talk to you about a life-changing message. I wish that I speak this in, in the midst of a stadium. I am going to say that in a stadium, I am going to say that in a stadium. But if you have a chance to see it, you will have a chance to see it. If you have a chance to see it, you will have a chance to see it. Hallelujah. வர்களை சிறையாக்கி கொண்டு போகிற அனுபவத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நிலவரத்திலும் அல்லது நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பொசிஷன்ல அந்த பொசிஷனுக்கு ஏத்த விழிப்பும் அந்த பொசிஷனுக்கு ஏத்த எழும்புதலும் உங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது சொல்லுக்கும் இதுல ஆணு பெண்ணு வித்தியாசம் கிடையாது ஆண்கள் விழித்திருப்பார்கள் பெண்கள் தூங்கிட்டு இருப்பாங்க ஆண்கள் தூங்கிட்டு ஆண்கள் எழும்புவாங்க பெண்கள் இல்லை அப்படி இல்ல everybody has a part to play in this game over drum ningal elumbavum ningal vilikkavum aandar ungale munkuritta and position ku ninge sey kadamai pattirkeenga that is no difference in the kingdom of god hallelujah May. life long varumbol there is no difference you have to rise you have to awake so in the kala ungalkellarkum aan erkane sollirukken இஸ்ரேல் ஜனங்கள் கானானிய ராஜா கிட்ட அடிமைகளாக இருக்காங்க அந்த அடிமை தனத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் யுத்தம் வருது சிசேரா என்ற படைத்தளபதி வர்றான் அவன் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் வச்சுருக்கான் இருபது வருஷம் இந்த ஜனங்களை பாழாப்படுத்தி ஒடுக்கினான் என்று வசனம் சொல்கிறது இவர்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கான் அப்போ மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நொந்து அல்லது உடைக்கப்பட்ட அந்த நிலவரத்தில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் So today I'm going to talk about the first தேட் பிளஸிங் ஆஃப் அவங் அந்த வென் யூ அவ் arise The first blessing is, you are the doorway of opportunities, new opportunities. You are the doorway of new opportunities, and you are the gateway of the world. We are going to again, elaborately we see this thing, and we are going to look into this thing. We are going to look into these secrets. This is going to help you in your personal, professional and spiritual life. உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களை கட்டி எழுப்புவதற்கான ஒரு செய்தி தான் இந்த காரியம் என்ன கேட்கிற அருமையான தம்பி தங்கச்சி சகோதரி சகோதரி இருபது வருஷம் ஒடுங்கின சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணி எழும்புறாங்க அவங்க பேர் என்னது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வேலை தாயாக என்ன வேலை பண்ணாங்க அவங்க வீடு எங்க இருந்ததுன்னு வாசிக்கிறோம் என்ன மரம் வாசிங்க வாச எல்லாமே பைபிள் தான் இருக்கு வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்தில் வாசிக்கிறோமா நாலு ஐந்து உம் உம் உம் எது போவாங்க பஞ்சாயத்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அதிகமா வேற பாவர்டி அதிகமா அப்புறம் தெரியல குற்றங்கள் அதிகமாயிருக்கும் ஒடுக்கப்பட்ட அப்புறம் வேற எப்படி இருப்பாங்க பயந்த நிலவரத்தில் இருந்து ஏன்னா எப்போ வருவாங்க எப்போ தாக்குவாங்க என்ன பிரச்சனை வரும் எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மன இருக்கும் பொழுது யார் எழும்புறதை பார்க்குறோம் தேபோரால் என்ற பெண்மணி எழுப்புகிறத பார்க்குறோம் ஏன் இந்த வேர்ட் அவங்க கிட்டேருந்து வருகிறது பிழி எழும்புன்னு பிகாஸ் ஷி எஸ் ஆல்ரெடி அவங்களை சுற்றிலும் நெருக்கங்களும் நெகட்டிவான விசாரிக்க What, what they would have done? They would have literally come and cried. Hey, hey, I ate this problem in the house. I ate this, I ate this, I ate this, I ate this, I ate this, I ate this, I ate this. What do you think about this negative thing in this situation? Who is thinking about this? Because, how is your mind? Pressure. She heard, but she didn't took into her mind and heard because she அவங்க எழுபி ஒரு நெகட்டிவ் என்பான்மெண்ட்ல இருந்தாட்டிக்கா வயதுல உங்களை தெரியாமலே அதனாலதான் ஒரு பழமொழி இருக்கு உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்ற பழமொழிடா is is a cinema? about I don't know whether it this பாரு காரியல இருபது வருஷம் ஒடுக்கப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் என்ப ஒரு பெண்மணி எழும்புறாங்க அவங்கதான் அவங்க எப்படி எழும்புறாங்க You don't have to solve any problems in the first place. She's not one among the crowd. I think it's easy. I think it's easy to meet a hundred people. It's hard to meet you. That's why you want to meet me. Oh my Jesus! Hallelujah! What a crowd I'm talking here. What a young crowd that God is forming here. நீ விழிப்பா என்றால் எழும்புவா என்றால் நிச்சயமாக நீ தனித்திருப்பது அமங் த கிரௌட் பி யூனிக் யூனிக் பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங்ஸ் வித் என் பொசிஷன் ஆப் அரைசிங் an awakening position la irukiradunala you will be unique okay right and cake armiana wali ve tambi sanga che modela authhi aashirvada teen dikki billabariya paaka pogrom modal aashirvadam nee sariyaga vilipa endral elumbuva endral irrespective of a situation irrespective of bank balance irrespective of your position irrespective of your status irrespective of whatever thing you will be here. புதிய வாய்ப்புகளின் இந்த காரியத்தில் நீங்கள் வாய்ப்பை தேடி போகணும் அவசியம் இல்லை வாய்ப்புகளை தேடி வரும் நீங்கள் சரியாக விழிப்பீர்கள் என்றால் சரியாக எழும்புவீர்கள் என்றால் vaippugal ungalai theedi varum this is a year of opportunities a narayasan navakeen solum oru there is more opportunities going to come more opportunities coming ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பயன்படுத்த நம்ம ஆயத்தமா இருக்கணும் எழுபறாங்க நியாயம் விசாரிக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது இப்ப யுத்தம் நடக்க போகிறார் வாசிங்க பாக்கலாம் நான்காவது அதிகாரம் அதோட கூட பண்ணிட்டு ஆறாம் வசனத்துல வாசிங்க நாலாம் அதிகாரம் வாசிங்க எடுக்கிறவங்க பாஸ்டா எடுத்து வாசிங்க உம் உம் உம் உம் உம் உம் உம் உம் உம் உம் உம் எங்குத்தம் பண்ணுவதற்கு நீ கூட்டிக் கொண்டு போ என்று அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன கத்திரின் சத்தம் உனக்கு என்று கத்ரனுக்கு கட்டளையிடவில்லா என்ற சொல்ல கத்திர கட்டளையிட்ர்டர் அவ நடத்தூடிய அந்த ட்ரைனிங் அந்த ஒரு லீடர்ஷிப்பில் இல்லை பட் அவங்க இருந்ததுனால ஏ பாராக் நீ செய்ய வேண்டிய நேரத்தை உனக்கு ஆண்டோர் ஏற்கனவே கட்டளையிட்ருக்கா நீ அமைதியாக இருக்கா நீ எழும்பு நீ எழும்பி நீ என்ன பண்ணு ஆட்களை கூட்டிட்டு போ சிசிராக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்ய ஆண்டோர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லுகிறார் நிறைய பிள்ளைங்க they are are lost in this world actually many people we are satisfied ஒரு வேலையை கொடுத்தாரு சம்பாதிக்கிறோம் இல்ல சிலர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி தேடி அடுத்து போயிருக்காங்க சிலர் ஓகே இது போது எனக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்காங்க சிலர் போற போக்குல பாத்துக்கலாம் மாற்றம் வரும்போது செய்யலாம் அப்படின்னு இருக்க இது எல்லாமே தாண்டி இன்னைக்கு பாராக்கை போல எல் இருக்கிற அந்த பாக்கை பார்த்து எழும்பினதானு சொல்லி உற்சாகப்படுத்துறாங்க ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன சொல்ற இப்போ நீ என்னோட கூட நீ வரணும் கூட வந்தா நான் யுத்தத்துக்கு போறேன் கூட வரலா நான் போக மாட்டேன்னு சொல்றேன் அந்த நிலவத்தில் புரிஞ்சு போச்சு நான் செழு செய்யும் ஆனா எனக்கு நீ தேவை நீ வரணும் உங்க கூட நான் போறேன் நான் ரெடியா இருக்கேன் என்ன சொல்றாங்க பதில் வாசிங்க பாக்கலாம் போனால கமான் எப் நட உனக்கு மேன்மை கிடையாது நீ செய்ய வேண்டிய சரியான நேரத்தில் செய்ய தவறிவிட்டாய் ஆனால் உன்னை செய்ய போற மாட்டேன் எழும்பும் <laughs> thank you, thank you, in your thank you in எது ஒவ்வொரு கட்டத்திலும் வாசலாக புதிய வரவுகள் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கு நீங்கள் வாய்க்காலாக கத்தவங்களை பயன்படுத்துவார இதில் ஒரு ஏழு குறிப்புகள் இருக்குது இதை நல்லா தெளிவாக்குங்க கேட்டுங்க இந்த ஏழு குறிப்புகள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த இந்த பகுதியை நம்ம வாசித்தோம் இதில் வந்து இந்த எக்ஸ் இந்த எக்ஸப்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இதை அப்பியாசிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்த நாட் அ ட்ரெயின் ட்ரெயின்ட் பர்சன் பட் If you know, the reason is that there is a victory in them. They are one victory. That's why the first thing you have done is the doors of a new opportunity. When you are the door of a new opportunity, the first character that you, have, you will exhibit is, you will associate yourself with the winners. Who are you? வெற்றியை உருவாக்குறவர்களோடு கூட அல்லது அந்த லைக் மைண்டட் பீப்புளோடு கூட நீங்க இருக்க நீங்க நீங்க பிரயாசப்படுவீங்க அதனால்தான் தேவன் நம்ம கொடுத்த இந்த விளையரப்பட்ட ஐக்கியத்தை குறித்து நாம் கொண்டாடுகிறவர்களாக நம்ம மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் யாரோட கூட சொல்றான் அவனுக்கு தைரியம் இருக்கு அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கு அவனுக்கு எல்லா ஏதுக்களும் இருக்கு ஆனா பாராக் யாரை வர சொல்றேன் teborle varuchano because he you know teborle is a winner i want to be the winner yeah i want to be with the winner like minded people only could so mudhaladhu you have to associate with the like minded people or winner door of new opportunities are create pandravanga irinda adhudhi திங்க் யுஆர் செல்ஃப் இரண்டாவது அந்த யூ ஹேவ் டு திங்க் யுர் செல் யூ ஆர் லக்கி ஆர் நீங்க என்பதை நீங்கள் உணர வேண்டும் கிருபை பெற்றவர்களாக அல்லது அதுல விசேஷத்த கிருபை பெற்றவர்களாக நம்மை கருதி கொள்ள வேண்டும் அல்லது இந்த விசேஷத்த கிருபையில நிற்கிறவர்கள் இந்த புதிய ஆப்பர்ச்சுனிட்டிய உண்டாக்குகிறது தானே அந்த வட்டாரத்தில் thank you yourself as a gracious person for this new opportunity devaral one enna solirukla paara unak vekkama illa ina kuppurathukku kettukolama illa ninglu nananda odane cup nu peisu ah pinadi kooda peisuvaanga ey paara unak enna solli irpinga onnu koduna pa correct ah solra mar அွန်ப்பர் வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணு குட்டிப் போறான். அது அது நம்ம நம்ம சொல்லவே வேண்டாம். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஃபிட்டிங்லாம் போட்டு. இதlever இவரு படை தளபதி வரை. சொல்றங்களா சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி காசிப். டெபரா நினைச்சு பாருங்க அவங்க போய் இன்னைக்கு பின்னாடி பேசிக்கலாம். நம்மள மாதிரி ஒரு டெபரால இருந்தா என்ன பண்ணுவீங்கலாம்? நான் இல்லன்னா அங்க ஒண்ணுமில்ல. என்னதான் அவன் டிпенட் பண்ணிருக்கான். நான் போனா தான் ஜெய்பா. நோ. டெபரா சொன்னா நோ. ிய தேவன் இஸ்ரவின் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்ற ஆண்டவை முன்மொழிந்து தன்னை கிரேசியஸ் பர்சன் ஐம் நாட் ஆப் திஸ் ஆப்பர்ச்சு பட் கிரேஷியாட்டி திங்க் யூ ஆர் செல்யஸ் I am not worthy for this opportunity, but I am ready for this opportunity. I will take this opportunity. You have that gracious mind. I want to tell you at this time. I want to tell you at this time. I am a company that is in the first place. You know what I mean. i was working in second company napogun elizabeth thompson riders it's a very big uh, story but i want to cut short first company is an indian company my ind adle vande pathina ninga ipa ninga corporate environment la irukra maadhiri la irukku ena mails le vande mail handle padra thaniya person irpaanga avanga enna pannuvaanga na header footer ellathai edit panna vera body mattum than operation team kanpaanga andha levukku confidential vechirpaanga தே வில் நாட் அலாவ் எனிபடி எல்ஸ் டு கோ டு அந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய டீமில் முதல் இதுவாக நான் பண்ணிகிட்டுருக்கேன் நான் இந்த கம்பெனியுடைய மெயின் ப்ராஜெக்டாக எடுத்து நடத்திட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் விசிட் வராங்க கிளைண்ட் விசிட் கிளைண்ட் விசிட் வரும்பொழுது நான் வந்து ரிசர்ச் பண்ணேன் என்னுடைய ஆஃபீஸில் நான் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறேன் கிளைண்ட் வச்சுட்டு வருது ஐ டிட் அ சூப்பர் டெமோ எவ்ரி திங் வல்ஸ் வாஸ் ஃபண்டாஸ்டிக் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுன்னு எல்லாமே இருந்தது வெரி ஹாப்பி எம்டி போஸ் வெரி ஹாப்பி ஸ்ரீ போஸ் வெரி ஹாப்பி அப்புறம் நான் என்னுடைய வேலைக்கு நான் போயிட்டேன் நான் ஐ வாஸ் டூயிங் மை ஐ வாஸ் கண்டினியூங் மை ஒர்க் நல்லா கவனிங்க ஒரு ஆஃப்டர்நூன் அங்கே சீனியர் டேரக்டர் she's coming towards me alfred ungala ulla kuppranga abadina enakku enakku or acharyama irundhuchu ena or maile avanga paaka vida vida mattaanga idhula indha or adhu ond top executive meeting ceo md um uh, cvo avanga meet pandra andha forum ku i was just a project manager na undha adhilla poradhukku vayppe keda but அதில் இருக்கிற டெலிகேட் ஒருத்தரை வந்து என்னை பார்த்ததுனால கூப்பிட்டுருக்கார் வர சொல்லுங்க இம்மிடியேட்டாக நோ ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இது மாதிரி கிளைண்ட்டு எதிர்க்கும் பொழுது த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும் யூ ஹவ் டு கிவ் அ ட்ரை ரன் பண்ணணும் நீங்கள் மார்க் இது பண்ணணும் அதுக்கு பிறகு தான் உங்களை பேசிவிடுவாங்க ஏன்னா நீங்கள் தவறி ஏதாவது பேசினாலும் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் ஏதாவது ஒரு இது இருக்கும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் ஞாபகம் என்ன வந்து கூட்டணி என்னன்னு கேட்கிறேன் அப்போ என் டைரி நான் எடுக்கிறேன் போறேன் இந்த டைரி இப்படி ஆடுதுல சிரிப்பு இருக்கு உள்ளுக்குள்ள இப்படி இருக்கு ஒரு சன அப்படியே நின்று ஜோ பாண்டஸ்வரன் பயப்படாத நான் பயமும் திகிலும் உள்ள நம்ம கூட தான் அவர் வேலை செய்ய உண்மையுள்ள போகும்பொழுது நான் அதுக்குள்ள எடுத்துட்டு போறேன் போனையும் அவங்க நான் போகும்பொழுது அந்த என்விரான்மெண்ட் ஆண்டவர் அப்படியே லகுவ மாற்ற சிரிச்சி பாய்கிற ஒரு கலகலப்பா ஒரு அது ஒரு க்ஷணத்தில் அப்படியே இதுவாகிடுச்சு மாறது மட்டுமல்ல அவங்க கேட்ட ரெண்டு கேள்விக்கு அது எப்படியும் ஆன்சர் பண்ணு தெரியாது பட் இட் கேம் ஃப்ரம்ல இருந்து அப்போ எனக்கு சொன்னது என்ன தெரியுமா பத்தொம்போது சிட்டியில விவெண்ட் we asked the same question but you are the first manager to answer correctly apdi n solre it he gave me a certified that adu de diary la vangi sign pante our wishing card get I was not at all enak adu vande perusa thonla enak ena en company na vande irukra ella thirumey first company ena periya level la vechunda enak avungal wishing card avungal contact idapatti la enak usual ah ange pottenna ange potten but what happened you know avanga india la company aarambikkumuludey they gave in the sachin sachin person yenda company la endalo bring it on we need that person and actually hr kavanga they gave a command alladha second companyum seri first company la apply eh pannala opportunity came towards him அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான விதத்தில் ஆயத்தமாக இருந்தேன் நீங்க அந்த நேரத்தில் யோசித்து நீங்க ஏற்கனவே நீங்க to so think yourself as a gracious person to receive that opportunity the second thing the third thing நீங்க எப்படி இருக்கணும் be generous நீங்க என்னவா இருக்கணும் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாக நான் ரீசன்ட்டா போன வாரத்துல நான் ஒரு ஒரு சகோதரனை பார்க்கப் போனேன் அவர் ஒரு அருமையான சகோ நான் சொன்னாரு ஆல்ப்ரெட் 2 இயர்ஸ் நான் நிறைய சம்பாதிச்ச அப்பலாம் எனக்கு கொடுக்கணும் நீ என்னமேக்க் கிடையாது ஆனா இப்போ அவன் சொன்னார் நான் இப்போ தான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி மூணு ஸ்டூடெண்ட்ஸுடைய இந்த கிளாஸ்க்கு நான் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்து காட்டினாரு சொன்னார் இப்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நான் சம்பாதிக்கிறதுல எனக்கு மிச்சம் மீதி கொடுக்கறதுக்கும் நான் பழகியிருக்கேன் ஆனால் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் இருக்கு சைன் மூன்றாவது நீங்கள் தாராளமாக இருப்பீர்கள் நான் நீங்க சாத்தியமாகுமா எனக்குத் ஐ சரியான இடத்துல நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சரியான இடத்துல தெபோரால் அந்த இடத்துல நியாயம் விசாரிக்கிறதாக இருந்தபடினால நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் பாராக்கை பற்றி தெபோராலுக்கு தெரியாம இருந்த கூப்டுன் இன்ீப் இப்பலகட்டத்தில் சோசியல் மீடியால நீங்க எந்தெந்தேஷன் The seventh thing is you have to acknowledge the strength of others If you have any opportunity you will have to acknowledge the strength of others but you will acknowledge This guy is very good This guy is good in singing This guy is good in music This girl is good in designing This girl is good in singing In this way, they will Acknowledge thee the greatness of others. In this mindset, in this seven things, you can stay in this door of new opportunities. But if you are in, in this door of new opportunities, I am doing what are you doing? What are you doing. The first thing is, 1.7. அதனாலதான் இந்த செய்தி என்பது நீங்கள் எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி நீங்கள் சாதிக்கிறவர்களுக்காக இது கொடுக்கப்படுகிற செய்தி உங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் சோதனைகள் நெருக்கங்கள் எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் அவைகளின் மத்தியில எழும்பக்கூடிய ஒரு செய்தி தான் அன்று இன்றைக்கு பேசுகிறார் போய் யுத்தத்தில் ஜெயித்தாங்க ஆனா பாராக்கு அந்த மேன்மை கிடைக்கல ஏன் இன்னொரு பெண்மணியை கொண்டு ஆண்ட யுத்தத்தை ஆனால் இந்த காம்பினேஷன் And that's why the first thing you need to take away is that you have to take away the same people. You can take away the same people. You can take away the same people. You can take away the same people. Hallelujah! Hallelujah! Quick enough to recap. I am going to wind up. The first thing is you have to associate with your winners. Like minded people. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நன்றி உள்ளவங்களாக தாராளமாக 난 가우지 ask the right ask the right questions don't ask the negative question don't put a block in other things poru deniki oru opportunity orthu entuna da adile negative mindset idu eppadi idu baala seiyad adu seiyamudiyad idu panna mudiyad idukku seiyad idu idu pona ayyo idu idu aidum that is not meant we have to listen we have to take the precautions but you have asked the முடியும் நான் நான் நான் இந்த இந்த இந்த நீங்க சரியான இடத்தையும் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கலாம் ஆயிரம் காரியங்கள் இருக்கலாம் பட் கிவின் யூ ஆர் ஃபார் இன்ஸ்பிரேஷன் அவங்க எப்போ சிக்னல் வரும் உங்களுக்கு தெரியாது you should be always communicating are the head acknowledge the strength of other persons always ungala pinnadi ungload kudai irukkiravuludeya mainmayigalyum avangalukku irukkira thiramayigalyum avangalukku irukka melana karyangalai paartha acknowledge pannunga you will be the door of new opportunities hallelujah hallelujah mellar manangal padiruvuma